அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டூ 2022 டுவெண்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எந்தெந்த ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்றத இப்ப பாக்கலாங்க என்னென்ன ராசின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப திருமணம் பொருத்தம் இப்ப திருமணம் நம்ம ஜாதகமே எடுக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னாவே அந்த குரு இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்ப்போம் கரெக்டா அந்த திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்போம் அதாவது குரு பலன் சொல்லுவோம் அந்த குரு பலன் குரு வந்து ராசிநாதனை பார்த்தாலும் சரி லக்கணத்தை பார்த்தாலும் சரி ஏழாம் கலத்திரஸ்தானத்தை வந்து வலுவருந்து குரு பார்த்தாலும் சரி கண்டிப்பா இவங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க இது வந்து பொதுவான ஒரு கருத்து ஆனா குருதான் நம்ம வச்சு நம்ம எப்பவும் சொல்லுவோம் குரு பலன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்றது இதுதான் அதே மாதிரி தசா புத்திகளும் பாக்கணும் ஜாதகம் எடுக்கு எடுத்து பார்க்கும் என்ன அவங்களுக்கு பேவரபுளான தசை நடக்குது அதாவது லக்கணாதிபதி தசை நடக்குதா இல்ல ஏழு குடி கலத்திரஸ்தானாதிபதி தசை நடக்குதா இரண்டு குடி குடும்பஸ்தானாதிபதி தசை நடக்குதா அது அவங்களுக்கு ஃபேவரபுளான தசையா ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு குடி தசை நடந்ததுனாலும் ஒரு ஸ்டகல்ஸ் தான் ராகு தசை நடந்த வாழ்க்கையை பாதிக்கும் அதாவது ஆஹ் ராகுதசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்ல இருந்தா அதுக்குண்டான ரெமடிஸ் எல்லாம் இருக்கு நான் என்னமோ பயமுறுத்துறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க எதுவும் ஃபீல் பண்ண ராகு திசை கேது திசை சனி திசை இதெல்லாம் கருமா கொடுக்கக்கூடிய திசைகள் அதனால நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும் ஒரு வழி கிடையாது அது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு தசா புத்திகள் எப்படி போயிட்டு இருக்கு ஜாதகப்படி நம்ம கணிக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா பாக்கலாங்க இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஜாதகம் எடுத்த உடனே சில பேருக்கு செட் ஆயிடும் அதாவது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுல பாக்குறாங்க பெண்ணுக்கு அப்படின்னா டக்குனு ஒரு ஜாதகம் அப்படின்னா செட் ஆயிடும் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு ராகுக்கேதும் இருக்கலாம் செவ்வாயும் இருக்கலாம் அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து எப்படிங்க ராகுக்கேது செவ்வாயின்னா ரொம்ப டிலேடு தான மேரேஜ் அப்படி கிடையாதுங்க ராகுக்கேது செவ்வாய் வச்சு ஒரு திருமணத்தை வச்சு நம்ம கணிக்க முடியாது ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான தோஷங்கன்னு ஒண்ணு இருக்கு அதனால அது வந்து நம்ம டெத்தா நம்ம ஜாதகத்தை பார்த்தா மட்டும் நம்ம அதை சொல்ல முடியும் நிறைய பேருக்கு ராகுக்கே தோஷம் உள்ளவங்களுக்கு சீக்கிரமா மேரேஜாயிருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கும் சீக்கிரம் மேரேஜாயிருக்கு ஏன்னா முக்காவாசி ஜாதகம் அப்படிதான் இருக்குது ரெண்டு கிரகமும் உண்டான தோஷம் வந்து ஜென்ரல் கான்செப்டா பாத்துட்டு இருக்கோம் நம்ம நீங்க பாக்குறது ஆனா ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான தோஷங்களும் இருக்கு புதன் தோஷம் இருக்கு குரு தோஷம் இருக்கு சுக்கர தோஷம் இருக்கு அதை நம்ம ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதுக்கு என்ன ரெமிடி இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியுங்க எப்படி இருக்கு அவங்களுக்கு உண்டான கிரகங்கள் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நாங்க ஒரு பத் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா ஜாதகம் பாத்துட்டு இருக்கோங்க எந்த பொண்ணும் செட் ஆகல எந்த மாப்பிளையும் செட் ஆகலைங்க வருடம் வருடம் வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கல்யாண ஆயிடும் இந்த ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆனா ஏன் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றது சில பேரோட கருத்து சில பேருடைய கருத்து அந்த கருத்து எங்கிட்ட கேட்கும் நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தினா உங்க ஜாதகத்தை பாருங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் ஏன்னா அதுல உண்டான கிரகத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு என்ன அந்த போயிட்டு இருக்கு அதே மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்காரு ஏழாம்ட கல கலத்திரஸ்தானமும் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு வலுவா இருக்கா அப்படின்றது இப்ப நம்ம பாக்கணுங்க அதே மாதிரி சுபர்கள் எப்படி இருக்காங்க அசுபர்களுடைய பார்வை இல்ல சுபர்களுடைய பார்வை என்னென்ன கிரகத்தை என்னென்ன கிரகம் பாக்குது அது மாதிரி நம்ம இன்டெப்தா நம்ம பார்க்கும்போது நம்ம அதை தெரியும் அதை பாக்குறது மட்டும் இல்லாம அது என்ன சாரம் வாங்கியிருக்கு அதாவது என்ன நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கு ஒவ்வொரு கிரகமும் இருக்கு மகர வீட்டிலேயே ஒரு உதாரணத்துக்கு குரு இருக்கலாம் ஆனா நீச்சம் ஆயிட்டாரு அந்த கிரகம் வேலை செய்யாதா அப்படி கிடையாது வேலை செய்யும் குரு பகவான் வேலை செய்வாரு நீச்சமாயிட்டாரு அப்படின்னா அவர் வேலையை அவர் செய்யாம இருக்க மாட்டாரு அவரு என்ன நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்காரு நம்ம இன்டெப்தா பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் அனலைஸ் பண்ண முடியும் அதனால ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து டக்குன்னு வந்து இந்த பொது பலனை வந்து என்ன எங்களுக்கு மேரேஜ் ஆகல வருஷம் வருஷம் நாங்க இந்த பலன்கள் பாத்துட்டு இருக்கோம் எதுவுமே ட்ரை பண்றோம் செட் ஆகலை அப்படின்றத கண்டிப்பா அது வந்து பொது பலனில் தயவு தெரியாதுங்க அதை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க இதை பத்தி கண்டிப்பா நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஜாதகமும் நான் பாத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்து அதுக்கு விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க இதை பத்தி நம்ம பேசலாம் இப்ப பொதுவா வந்து குரு பகவான வச்சுதான் இப்ப வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கோம் திருமணத்தை பத்தி அந்த திருமணம் நம்மளுக்கு வருது நாள் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இந்த குரு இல்லாத இருக்காது அப்படின்றத பத்தி தான் இப்ப பாத்துட்டு இருந்தோம் கண்டிப்பா அது உண்மைதாங்க ஒன்னு ராசியை பார்க்கணும் இல்ல ராசி அதிபதிய பார்க்கலாம் அடுத்தது லக்கணத்தை பார்க்கலாம் அடுத்தது லக்கணாதிபதியாம் அடுத்தது கலத்திரஸ்தானத்தை இது எல்லாமே சுத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் இப்ப இந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வரும் ரொம்ப நாள் டிலே ஆயிட்டு இருக்கவங்க ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு இருந்தாலும் இப்போ இந்த வருடம் வந்து கண்டிப்பா நடக்கும் இப்ப சொல்லக்கூடிய ராசி மற்றும் லக்னக்காரங்க கண்டிப்பா முயற்சி பண்ணா நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்களே நீங்க பாருங்க ஆனா உங்களுக்கு அது பேவரபிளான இருந்தா டக்குன்னு அமைஞ்சிருங்க சொல்லவே முடியாது இப்ப நம்ம வந்து ரொம்ப லாங் கேப் எல்லாம் ரொம்ப ரொம்ப நாள் பாத்துட்டு இருக்கீங்க செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிரும் ஆனா தசா புத்தியும் என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பேசிக்கா நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க அது உங்களுக்கு எத்தனாவது தசையா போயிட்டு இருக்கு அதே மாதிரி உங்க லக்கணத்துல இருந்து எத்தனாவது எந்த இடத்துக்குடிய கிரகத்துக்கு உண்டான தசையை நடக்குது அப்படின்றத நீங்க பாக்கணும் இப்போ அது வந்து நம்ம ஜாதகம் பாக்குறவங்க நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மைனியூட்டா பாப்போம் எப்படி அமையும் மாப்பிள்ள எங்க இருந்து வருவாரு எப்படி அவங்க கேரக்டர் இருக்கும் அவர் என்ன மாதிரி டைப்ல இருப்பாரு இந்த பொண்ணும் அந்த பயனுக்கும் வருங்கால ஹஸ்பண்டுக்கும் கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அவங்க லைஃப் எப்படி போகும் அப்படின்றது இப்ப நம்ம ஜாதத்தை வச்சே நம்ம பார்த்து சொல்லாங்க எப்படி இருப்பாங்க அவங்க கேரக்டர்லாம் எப்படி அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லலாம் கண்டிப்பா டெஃபினட்டா இதெல்லாம் முடியும் சாத்தியமான்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம்தான் இப்ப நோட் பண்ணிக்கோங்க டூ எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா மீன ராசி எடுத்துக்கலாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏன்னா சனியோட பார்வையில வந்து நீங்களும் தான் மாட்டிருக்கீங்க ஆஹ் மூணாம் பார்வைய முதல் ஃபர்ஸ்ட் மூணாம் பார்வையா மீன ராசி மற்றும் மீன லக்கணத்தை வந்து சனி சனி பகவான் பாத்துட்டு இருந்தாரு இது வரைக்கும் இப்பையும் பாத்துட்டுதான் இருக்காரு இருந்தாலும் குரு பலன்னு தன் வீட்டுக்கே குரு பகவான் வராரு அதாவது டூ தௌசண்ட் அப்ப வரும்போது தன் வீட்டுல ஆட்சி பெறாரு அப்ப ராசிநாதன் வலுவாராரு லக்கணக்காரரும் வலுவாராரு அப்ப குரு பகவான் தன் வீட்டுக்கே வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா கரெக்டா எந்த இடத்த பாப்பாருங்க ஏழாம் இடம்ன்றது என்னது கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தான கணவரை குறிக்கக்கூடிய இடம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் நல்ல கணவரா நல்லபடியா அமையும் இந்த மீன ராசி மற்றும் மீன லக்கணக்காரங்களுக்கு இந்த திரவ பாத்தீங்கன்னா டூ கண்டிப்பா மேரேஜ் நடக்குங்க சனி பகவான் மூன்றாம் பார்வையை பாக்குறது என்ன பிரச்சனை சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் மன ரீதியான சங்கடங்கள் உளைச்சல்கள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும் மீனராசிக்கு இனி இந்த கவலை வேணாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போறீங்க எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இன்னல்களும் வராது ஆனால் உங்களுடைய தசா புத்தியும் பாருங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணுங்க அதெல்லாம் மேரேஜ் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிறந்த தேதி மாற்ற முடியாது நம்ம மேரேஜ் டேட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது நல்ல ஒரு தேதியாக பார்த்து நம்ம திருமணம் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃபு செட்டில்டு சூப்பராக இருக்கணும் சொல்லலாம் அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை அதனால் முக்கியமாக மேரேஜ் டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மற்றும் மீன லக்கணக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டூ தௌசண்ட் வந்து நிச்சயம் மேரேஜ் ஆயிடுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி மற்றும் கடக லக்கணக்காரங்களுக்கு கடகராசிக்கு மோஸ்ட்லி வந்து ஐந்தாம் பார்வையை குரு பகவான் பார்க்குறாரு அதாவது பாகியத்துல வந்து குரு பகவான் இருக்காரு கரெக்டாக ஐந்தாம் பார்வையை கடகத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கும் வந்து நிச்சிதார்த்தமாய் பிக்ஸ் ஆகி கண்டிப்பா மேரேஜ் நடந்துரும் கடகராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அடுத்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையை குரு பார்க்கறாரு கரெக்டா குரு பகவான் இடமும் ஏழாம் இடம் வந்து மீன ராசி கன்னி ராசி டெஃபனட்டா இது வரைக்கும் திருமணம் கண்டிப்பா ஆயிடுங்க டெஃபனட்டா ஆகும் மேரேஜ் ஆகும் நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா போதும் கண்டிப்பா பிக்ஸ் ஆகிடும் ஆனால் சப்போஸ் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குங்க எனக்கு பதினஞ்சு வருஷமா இல்லைங்க நான் இப்போ பார்த்துட்டே இருக்கிறோம் எது இந்த அந்த ரொம்ப நாள் டிலே ஆனவங்களுக்கு கூட இந்த தடவை முடியும் மீன மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் அது கண்டிப்பாக நடக்கும் இருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் இன்னும் ஆயிட்டு இருக்குங்க டிலே ஆகிட்டு ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் இருக்குது கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கறதுனா கண்டிப்பாக எனக்கு லைன் கால் பண்ணுங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் உங்கள் ஜாதகப்படி எப்போ திருமணம் நடக்கும் அதாவது இவங்களுக்கு எல்லாம் குரு பலன் வந்துருச்சு இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது ராசிக்குலாம் குரு பலன் வந்துருச்சு இருந்தாலும் எப்போ நடக்கும் அப்படின்றதா சொல்லிடலாம் கண்ணீர் ராசி மற்றும் கண்ணீர் லக்கணக்காரங்களுக்கு நடந்துருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணக்காரங்களுக்கு நடக்கும் ஏன்னா பூர்வ பொண்ணு ஸ்தானத்துல குரு பகவான் உட்காந்துடுறாருங்க நல்லா கேட்டுக்கோங்க பூர்வ பொண்ணு ரொம்ப வலுவா உட்கார்ந்துறாரு முன்னோர்களோட ஆசிர்வாதம் பூர்ண பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் பிளஸிங்ஸ் வந்து கண்டிப்பா மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும் விருச்சக ராசி மற்றும் லகனக்காரங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த ஐந்தாம் இடத்துல போய் குருபோகம் உட்காந்துருக்க கரெக்டா ஒன்பதாம் பார்வையை பாப்பாரு விற்சகத்தை அப்ப கண்டிப்பா வந்து இதுனால வரைக்கும் டிலே ஆனவங்களுக்குலாம் கண்டிப்பா வந்து இந்த தடவை வந்து கண்டிப்பா முடியும் சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்லலாங்க கேரண்டியா சொல்லலாம் அதே மகர ராசி மற்றும் மகர லகனக்காரங்களுக்கும் மையும் எப்படின்னு பாத்தீங்கன்னா மகர வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு மூன்றாம் இடம் வந்து தைரிய வீரிய நண்பர்கள் குறிக்கும் நண்பர்கள் மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நம்ம உறவினர்கள் மூலிமா நெருக்கமான உறவினர்கள் மூலிமா வந்து பிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு திருமணம் மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் மேரேஜ் இரண்டாவது திருமணமும் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு கண்டிப்பா முடியுங்க டி ஆயிடுச்சு மேரேஜ் இருக்கா கண்டிப்பா இந்த தடவை சான்சஸ் இருக்கு மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஜாதகம் நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பா மேரேஜ் நடக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா மீனும் கண்ணிக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹைலைட்டா சொல்லிருக்கேன் மத்த ராசிக்கு கண்டிப்பா நடக்கும் இருந்தாலும் இதை ஹைலைட்டா சொல்லிருக்கேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு என்ன கிரகத்துக்கு உண்டான திசைகள் நடக்குது உங்கள் ஃபேவரபுளான தசை நடக்குது லக்கணத்துல இருந்து எத்தனா என்ன கட்டத்துக்கு உண்டான தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னாவே நம்ம புரிஞ்சிக்கலாம் அதுக்கு உண்டான பலன்களை வந்து கண்டிப்பா இருக்கு குரு பலன் வந்துருச்சு குரு பார்வை வந்துருச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ராசிக்கிழமை நடந்துரும் ரொம்ப எல்லாம் முயற்சி பண்ண தேவைங்க இதனால் வரைக்கும் ரொம்ப அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப அசால்ட்டா இருக்காதிங்க இந்த டூ வந்து இந்த நான் சொன்ன ராசி மற்றும் லக்னக்காரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அதாவது எடுத்து உங்களது மூவ் பண்ணுங்க அவ்வளவுதான் போதும் கண்டிப்பா பிக்ஸ் ஆயிடும் ஆனா உங்களுக்கு ஸ்டகுளா இருக்கிறது வந்து அந்த தசா புத்திகளா இல்ல என்ன கிரகங்கள் வந்து பாக்குறாரு வலு இழந்திருக்காரு என்ன மாதிரி தோஷம் வாங்கிருக்கீங்க அப்படின்றது ஜாதகம் பார்த்தா மட்டும் தான் தெரியும் ஏன்னா வருடம் வருடம் சொல்றீங்க திருமணம் மகளை பேர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பாத்துட்டு இருக்கீங்க அதுதான் ஒரே ரெமடி என்னன்னாக்கா நீங்க ஜாதகம் பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியும் அதுல இருக்கிற விஷயத்த வந்து நம்ம கரெக்ட் பண்ணி குடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அது எப்ப முடியும் அது எப்பதான் மேரேஜ் நடக்கும் அப்படின்றது உங்க ஜாதகம் பார்த்தவே தெரிஞ்சிடும் அதுக்குண்டான விஷயமும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ என்னென்ன ராசி சொன்னேன் மீனராசி மீன லக்கணக்காரங்களுக்கு அதே மாதிரி கடகராசி கடக லகனக்காரங்களுக்கும் அடுத்து கன்னியாராசி கன்னியா லக்னக்காரங்களுக்கும் அடுத்தது விருட்சகராசி விருட்சக லக்கணக்காரங்களும் அப்புறம் மகர ராசி மகர லக்கணக்காரங்களுக்கும் மேரேஜ் நடக்குங்க இதுதான் வந்து ஷார்ட்டா வந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன் அது எதனால நடக்கும் அப்படின்றத இந்த குரு பாக்குறத வச்சு நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு அது அதுதான் நீங்க வந்து உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாக்கும்போது இது ரெண்டு மெர்ஜாயி வரும்போது டக்குன்னு உங்களுக்கு பிக்ஸ் ஆகுங்க இப்ப கோச்சார பலன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்க ஜாதகத்துல இதே மாதிரி ஒரு அமைப்பு இருந்து குருவோட பார்வை இருந்து இல்ல குரு தசை நடந்துட்டு இருந்ததுன்னா டக்குன்னு கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம் ஜாதகம் பாருங்க இந்த டைம்ல எடுத்து வச்சு பாத்துட்டு மூவ் பண்ணுங்க இந்த ராசி லக்னக்காரங்களை கொஞ்சம் ஆகிடும் கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பிளஸ் பண்றேன் தைரியமா இருங்க வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்